வெல்கம் டு சிம்ப்ளிஷென்பா பொடியப்பில் வந்து எவ்வளோ கெமிக்கல் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நீங்கள் டேஸ்ட் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு ஒயிட் பிளேட்ருந்து எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் லெமன் புழிஞ்சிக்கலாம் புழிஞ்சிட்டேன் இது நம்ம சாப்பாடு வச்சு வடிப்போம் அந்த கஞ்சி தண்ணி அதை கொஞ்சம் இதில் ஆட் பண்ணுறேன் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா இதில் பொடி உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு இப்போ அதே அந்த லெமன் புளிஞ்ச தண்ணியில் கல் உப்பு ஆட் பண்ணுற எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை அப்படியே தான் இருக்குது இருக்கிற டிஃபரன்ஸ் பாத்தீங்களா சோ நம்ம இந்த பொடியை இப்ப யூஸ் பண்றதை அரவே தவுத்திரலாம் அது உடம்புக்கு நல்லது Thank you